சென்னையில வருகின்ற அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் அதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சிங்கப்பூர்ல ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் அதை தொடர்ந்து இருபத்தி ஆறு ஒரு நாள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியாவை முன்பதிவு செய்து கொள்ளலாம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னாலும் ஏகப்பட்ட படத்தை இருப்பீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த சித்தர் ஜீவசமாதிக்கே இன்னைக்கு போனாலும் சரி நிறைய பேர் நிறைய சாமி படத்தை எடுத்து கொடுத்து விட்டுறாங்க துர்கையம்மன் அங்காள பரமேஸ்வரி முருகர் சிவபெருமான் விநாயகர் அது வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை இன்னும் சில நித்திய தேவதைகள் இன்னும் சில சித்தர் பெருமக்கள் நிறைய பேரோட படங்கள் கொடுக்கறாங்க இதெல்லாம் உண்மையாவே வேலை செய்யுமா செய்யாதா எப்ப வேலை செய்யும் என் வீட்டுக்கு பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருக்கேன் ஆனால் அதில் கொண்டு வந்து போட்டோன்னு ஒன்று வச்சா அது ஏன் வந்து பல வேலை செய்ய மாட்டேங்குது இப்போ இந்த இஸ்லாத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித போட்டோஸுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை எந்த ஒரு ஃபோட்டோஸுமே வழிபடுறது இல்லை அவங்களுக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்குது அவங்களாம் நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறாங்களே படம் வச்சிருக்கிறவன் பல பேர் வீணாவும் போயிருக்காங்க பல பேருக்கு இது வேலை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து வேண்டும் எப்பயுமே கடவுள் அப்படின்றவர் இந்த உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சிருக்கிறாரு எங்கேயோ இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையும் தான் இருக்கிறாரு பார்க்க முடியுதா தெரியல அப்போது இந்த சைடில் இருக்கிறாரு இந்த சைடில் இருக்கிறாரு மேலே இருக்கிறாரு என் காலுக்கு கீழே இருக்கிறாரு அணுக்கள் அணுக்களாக உருமாறி இருக்கிறார் அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக உருமாறி இருக்கிறார் இப்போது இப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போது தெளிவானவர்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்கள் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பொருள் வந்து டக்குன்னு விரும்புறாங்களோ எதை நம்புறாங்களோ அது நீங்கள் பொருளை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் தெளிவடைந்து விடுகிறார்கள் அதுல ஒரு நம்பிக்கை வந்துருது அதுல ஒரு கான்பிடன்ஸ் வந்துருது நீங்க எந்த சாமி படம் வாங்கினாலும் சரி பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் வரைக்கும் எந்தெந்த படத்தை வைக்கணும் சொல்லியிருப்பாங்க பட் அது எப்படி வேலை செய்யும் ஞான ரீதியாக இறைவன் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எப்படி அந்த அருளாசிகளை வணங்குகிறார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு அதுக்குண்டான மாபெரும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ மகாவிஷ்ணு அப்படின்னு மகாவிஷ்ணு அது போல வந்து இப்ப அந்த மகாவிஷ்ணுவ மகாவிஷ்ணு ஒரு கடவுள் இருக்காருங்க நீக்க மரம் நிறைந்திருக்காருன்னா புரிந்தவனுக்கு தேர்ந்தவனுக்கு தெரியும் பட் ஏதோ ஒரு உருவத்தை அவன் கேட்கிறான் ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஒரு கான்பிடன்ஸ் வருது ஏன் நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால்தான் அனைத்தும் சித்தியாகும் இதான் ரகசியம் மிகப்பெரிய ஞான ரகசியம் நம்பிக்கை பல பேர் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அவர்களுக்கும் நூறு சதவீத நம்பிக்கை வருவது கிடையாது எப்போது ஒருவனுக்கு நூறு நம்பிக்கை வந்து விடுகிறதோ அப்போது எதை கேட்டால் மேனிபெஸ்டோ ஆயிருந்த பிரபஞ்சத்துல அப்போ அந்த போட்டோ அவனுக்கு நல்லது பண்ணுதான்னு கேட்டா போட்டோ அவனுக்கு நல்லது பண்றது கிடையாது போட்டோவை நம்பி அந்த போட்டோக்கு இவனுக்கு ஒரு கனெக்ஷன் வருது ஜென்ரலாக அதை தினமும் வழிபட்டு கொண்டே வரும்போது அவர் ஒரு இப்போ ஜென்ரலாகவே அவங்க ஒரு சித்தர் இருக்காரு இல்லை வேற ஏதாவது சாமி இருக்கு அம்மாவா பாக்குறீங்க யாரும் அப்பாவே பாக்குறீங்க இல்ல உங்க குலதெய்வமா பாக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு பர்சனாலிட்டியா அந்த கடவுளை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா சரி அவங்க உங்களை தப்பா எடுத்துக்க போறது கிடையாது எனர்ஜி தானே குரு இறைவன் என்பவரே யார் எனர்ஜி தான் லைட் பார்ட்டிகல்ஸ் தான் ஸோ அவங்க வந்து நீ நல்லவன் நான் கெட்டவன் நீ பெரிய நான் சிறியவன்ற அந்த ஒரு உயர்வு தாழ்வு என்பதை இறைவர் கிடையாது அந்த இறைத்தன்மை அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் தன்மையோட அந்த ஒரு உருவத்தோட அந்த விஷுவலைசேஷனோட நீ அணுகும் வேகமாக பதிந்து விடுகிறது உங்களுக்கும் அந்த போட்டோவுக்கும் அதாவது அந்த புகைப்படத்துக்கும் இடையில ஒரு பெரிய கனெக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்போ அந்த கனெக்ஷன் கிரியேட் ஆகும்போது நீங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன வேண்டும் போது இப்போதும் அந்த படம் உங்களுக்கு கொடுக்கவில்லை அந்த படத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் போது உங்கள் மனம் அமைதி நிலைக்கு செல்கிறது ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலுக்கு போறீங்க இது எப்படி அப்படின்னா நான் யார் என்ன எதுனே தெரியலனாலும் என் ஸ்பீச்சை கேட்கும் போது பல பேர் கமெண்ட் பண்றீங்க மனசு நிம்மதியா இருக்குண்ணா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது எப்படி நடக்குது அந்த நம்பிக்கை அங்கு வந்து விட்டதனால் அது அங்க நடக்குது அதுபோல ஒவ்வொரு படத்திற்கும் அந்த நம்பிக்கை வரும்போது மனம் அமைதி பெறும் மனம் அமைதி பெறும் போது விழிப்படையும் அந்த செகண்ட்ஸ் அந்த ஆன்மா விழிப்படையும் போது நீங்கள் ஏதாவது வேண்டும் உங்களது வேண்டுதல்களை இறைவன் உடனே நிறைவேற்றி கொடுக்கிறார் இறைவன்னா யார் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி தான் அதை நிறைவேற்றி கொடுக்கிறது சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அந்த ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் வரும்போது ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி கிரியேட் ஆகுது உங்களுக்கும் அந்த சோ கால்டு பெர்சன் இந்த ஃபோட்டோ எப்படி வச்சுக்கோங்க அவருக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது அந்த கனெக்ஷன் அதிகமாக அதிகமாக ஏதோ ஒரு ஃபோட்டோன்னு நினைக்காம அந்த போட்டோவோட உங்களுடைய உயிர் அணுக்கள் உயிர் ஆற்றல் எப்படி சேரும்னா மன சேரும்போது அது உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஏற்படுத்தி விடுகிறது இதுதான் இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு மாபெரும் ஞானம் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு அஹ் சாது சுவாமிகள் வள வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்சம்